இசீமீன் சதஃமஸ்சூல்நீம்ஷீன قال النبينا وصيدنا وشفيعنا وحبيبنا وقرۃ اعینا وسمره فوادنا سيدنا محمد صلى الله عليه وسلم ان ربكم واحد وان اباكم واحد الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم அலமதுல்லா பலவற்ற உரளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயராலும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் இந்திய திருநாட்டிலே சுதந்திரமான ஒரு முஸ்லீமாகவும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஹர்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தோறு புரிவானாக இன்னும் ஒரு சில நாட்களில் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுவதற்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்று இத்தோடு எழுபத்தாறு ஆண்டுகள் ஆரம்பிக்கின்றது எழுபத்தைந்து முடிந்து எழுபத்தாறாவது ஆண்டை நாம் அடைவதற்கு இருக்கின்றோம் சுகந்திர தினம் பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே பல கட்சி இயக்கங்கள் நடத்தக்கூடிய இடங்களிலே நடைபெறுவதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் வெளியே தெரியாத சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நிறைய அரபி மதரசாக்களிலும் சுகந்திர தினத்தை கொண்டாடப்படுகிறது நிறைய மக்தபு மதரசாக்களிலும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இன்னும் சொல்ல மாற்று மத சகோதரர்களோ அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலும் கூட சுதந்திர தினம் என்பது கொண்டாட்டப்படுகிறது சுதந்திரத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்தியர்கள் என்று இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் ஆனால் என்பது போதிப்பதற்காகவே அல்லாஹ் ரபுல் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்பது உரிமையை பேசக்கூடிய ஒரே சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அடிப்படை தத்துவம் என்ன லா இராஹா இல் வணங்க தகுதியானவன் இறைவனை தவிர வேறு ஒருவனும் இல்லை நாம் எல்லோரும் இறைவனின் அடிமை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரே மார்க்கம் ஒரே மதம் என்பது இந்த இஸ்லாமிய மதம்தான் நாம் இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை வேறு யாருக்கும் எவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அடிமையாக இருக்க கூடாது எவரையும் வணங்கக்கூடாது என்று ஓரிரை கொள்கையை சொன்னது மாத்திரமல்லாமல் தனிமனித உரிமைக்கு இஸ்லாம் என்பது குரல் கொடுக்கிறது எல்லா நபிமாறுகளும் உலகத்தில் அனுப்பப்பட்ட ஏறத்தாழ ஒரு லட்சத்தி முக்கிய வேலை என்ன தெரியுமா அடிமைகளை உரிமையிடுவது அடிமைத்தனம் அவர்களை ஆக்கி அவர்களை இஸ்லாத்தின் தான் எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமாகவும் எல்லா நபிமார்களுடைய வேலையாகவும் இருந்தது அல்லாஹு தாலா நபியாக அறிவிப்பு செய்கின்றார் எனவே எனக்குார் உணை நீ அனுப்ப வேண்டும் எனக்கு துணையாக என் சகோதரர் ஹார் உணி அனுப்ப வேண்டும் ஏன் அனுப்பணும் சொன்னா இந்த பிராவே ரொம்ப கொடுங்கோல மன்னனாக உலகத்தில் இல்லாத அநியாயங்களும் அணுச்சாட்டியங்களும் மக்களை அடிமைத்தனப்படுத்தி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இன்னும் சொல்ல போனால் அடிமையை விட மோசமாக மிருகத்தனமாக அந்த மனிதர்களை அவன் நடத்திக் கொண்டிருக்கின்றான் அடிமைக்கிறா கூட ஏதாவது ஒரு எல்லை உண்டு ஒரு எல்லைக்கு மேலே அடிமையை அடிக்கக்கூடாது அடிமையை சோதிக்க கூடாது அடிமை இடத்துல வேலை வாங்கக்கூடாது இவன் அடிமையை விட மிக மோசமாக மிருகத்தரமாக இவன் நடந்துகிட்டு இருக்காய் இவன் போய் நான் அனைச்சி முடியாது பேச முடியாது அதனால என்னுடைய சகோதரர் ஹார் உணர் நீ அனுப்ப வேண்டும் என்னுடைய சகோதரர் ஹார் உணி வேண்டும் என்னை ஒருதுவராக ஓரிரை கொள்கையை போதிப்பவராக அல்லாஹ் என்னை அழைத்திருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லுங்கள் எனவே என்னை நீ தூதராக ஏற்றுக்கொள் என்று இஸ்லாம் சொல்ற வரையிலும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இவருக்கு ஏதோ பயிற்சியும் பிடிச்சிருச்சு இவருக்கு வெயில்ல போயிட்டு வந்தது பேதளிச்சு போய் எதையோ பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வசலாம் அவர்கள் ஒரு வாக்கியத்தை பதிவு செய்கின்றார்கள் அடிமைப்பட்டு கிடக்கூடிய நீ அடிமையாக நடத்தக்கூடிய உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுத்த உடன் இதுக்கு மேல நீ இங்க இருந்தா மாறுகை மாறுதல் வாங்கிடுவா அப்படியே பதிவு செய்யறான் இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருந்தா தனி மனிதனுடைய ஒரு உரிமைக்கு நீ போராட்டம் செஞ்சேன்னு சொன்னா நினைச்சுவார்கை மார்கால் வாங்கிடுவேன் அதாவது ஒரு வடது கையை ஒரு இடது கால வெட்டுவேன் கவனம் செலுத்த ஒரு மார்காமிய மார்க்கம் மட்டும் தான் உடனே இஸ்லாத் அவர்கள் மீண்டும் மீண்டும் இடத்தில் பேசுகின்றார்கள் இறுதியாக சொல்கின்ற உண்மை துவத்தனி எனக்கு உன்னோட அனுப்பி வைக்கிறேன் சரி என்ன செய்ய சொல்லு நீ பெண்ணை போடுற பாம்பா மாறுது அப்படிதான ஒன்ன மாதிரியே நிறைய கம்பு கயிறு மட்டை மாலை எல்லாத்தையும் போட்டு பாம்பாக்கறேன் ஒன்று கூடுறாங்க எல்லா சூனியக்காரர்களும் வந்து என்ன செய்றாங்க கம்ப போட்டாங்க கயிறை போட்டாங்க குச்சம் போட்டாங்க எல்லாம் பாம்பா மாறிச்சு கடைசியா மூசாரஸ்லாம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய கம்பை போட்டாங்க அது பெரிய பாம்பா மாறி எல்லா பாம்பையும் என்ன செஞ்சுச்சு அவர்களுடைய நாங்கள் இறைவனாக ஏற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்ன உடனேதான் இன்னும் அதிகமாயிருச்சு என்னடா உரிமைக்காக குரல் கொடுக்கிறவங்க வரலாறு தெரியும் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நிறைய ஒரு தொடர்பு உண்டு அதை தொடர்ந்து அப்படி நம்பியா வராங்க காலம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒருத்த மட்டா இருந்தூழ்நில நபியாக வாராங்க நாயகம் சொல்லி அவங்க நபியாக வந்தது மாத்திரம் அல்லாம அந்த மக்கள் எதையெல்லாம் பெருமையாக நினைத்து செய்து கொண்டிருந்தார்களோ மது பெருமையாக நினைத்தார்கள் சொத்து சேர்த்து வைப்பதை போன்று வீட்டுக்கு மூலையில மதுபானங்களை சேர்த்து வைப்பார்கள் நினைத்து அடிமைப்படுத்துவது உணவு சமைப்பதற்கும் உடையை துவைத்து போடுவதற்கும் அடிமையை வைத்துக் பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல தான் நபியா வராங்க பெரிய விஷயமா தெரியல யாருக்கு மக்காவில் இருந்த முஷதிக்கீன்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல ஒரு பெரிய எதிர்ப்பையும் காமிக்கல எப்ப எதிர்ப்பு காமிக்க ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு சம உரிமை உண்டு யாரையும் அடிமை கொடுத்த கூடாது மது குடிக்க கூடாது யாருக்கும் வட்டி கொடுத்து அதிகமான வட்டியை பெறக்கூடாது அங்க மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கள் ரசூல்லாவை எதிர்த்தாங்க சொல்லி காமிப்பா நபிய நாயகமே அந்த மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் மண் வானத்தையும் கூடிய பொருட்களையும் யாரு படைத்தார்கள் அல்ல மக்களை பார்த்து நீங்க கேளுங்க அவங்க சொல்வாங்க அல்ல யாரு மக்கா முசிகளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வச்சு முன்னூத்தி அறுபத்தி சிலையும் அவன் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல எப்ப எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க தனி மனிதனுடைய உரிமை விஷயத்த ரசுல்லா பேச தொடங்கினாங்க எப்படி பேசுனாங்க இறுதி உரை நிகழ்த்தாங்க ஒரு அரபியை விட ஒரு அந்நிய மொழி பேசுபவனை விட ஒரு அரபி உயர்ந்தவன் அல்ல ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளை எண் உயர்ந்தவர் அல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தை பார்க்கும் போது ஒரு தாழ்ந்தவன் குடும்பத்தை தாழ்ந்த குடும்பத்தை பார்க்கும் போது உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன் உயர்ந்தவர் அல்ல தொழிலால் யாரும் வேறுபாடு கிடையாது நிறத்தால் யாரும் வேறுபாடு கிடையாது உடையால் யாரும் வேறுபாடு கிடையாது இனத்தால் யாரும் வேறுபாடு கிடையாது எல்லோரும் சமன் சொல்லும் போதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கரு சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு அடிமை காலமாக அடிமையாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சவங்க தாய விசலாசம் இவ்வளவு பெரிய எதிர்ப்புலையும் பிலாரதிய உரிமை விட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடிமைகளை உரிமையிட ஆரம்பிச்சாங்க உரிமை விட்டே இருந்தாலும் அவங்க அடிமை மாதிரியே நடத்துது சில பேர் வர கெட்டவங்களா இருந்து நல்லவங்களா தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களை கெட்டவங்க மாதிரியே நிறைய பேர் பார்ப்போம் நம்மள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு இந்த மாதிரி அடிமையை உரிமை கூட அவங்களை ஒரு அடிமை மாதிரி பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் விசலாசம் அவங்க பிலாரதியும் காபத்துள்ளா மேல ஏறி வாங்க சொல்வதற்கு சொன்னாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க குறைசிகள் எங்களை சொல்லுவாங்க வியாபாரத்தில் நாங்கள் செல்வ செழிப்பா இருக்கிறோம் எங்களை சொல்லுவாங்க குடும்பத்துல உயர்ந்தவங்களா இருக்கிறோம் எங்களை சொல்லுவாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சூழல் நினைச்சாங்க ஒண்ணும் இல்லாத ஒரு அடிமை பிரிவை ஏற்றி வாங்க சொல்ல சொல்லிட்டாங்க இல்லையா இப்படி தனி மனிதனுக்காக உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பாரம்பரியம் என்பது இஸ்லாமிய பாரம்பரியம்தான் தனி மனிதனுக்கு மாத்திரம் அல்லாமல் ஒரு சமுதாய உரிமைக்கும் குரல் கொடுத்தது இஸ்லாமிய பாரம்பரியம் தான் அப்படியே சகாபாக்கருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு உமர் ரதி அல்லாஹாலு அவர்களுடைய காலகட்டத்துல அமருபன ஆஸ் ரவித்தோ அவர்களை உமர் ரதி அல்லாஹு அவர்கள் மிஸ்ரு நாட்டுக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறார் என்ன செய்ய அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் போது அமிரதி இல்லாமல் தன்னுடைய நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அமிருமல ஆசிரதி இல்லாருடைய மகன் கொஞ்சம் பெரிய ஆள வளர்ந்துருந்தாங்க வளர்ந்ததுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆளோட ஒரு குதிரை போட்டி வைக்கணும்ட்டு அமிர்ததி இல்லாமனுடைய மகனுக்கு ஒரு ஆசை உடனே திபுத்தின் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாரு கோபம் அமர்ந்த சாட்டை வச்சு ஒரே அடி நீ எப்படி குதிரையா ஒரு கவர்னருடைய மகன் நான் போட்டிக்கு வரேன் தெரியாதா பொறுமையா நீ போயிருக்க வேண்டாம் என்னிக்க வச்சிருக்க வேண்டாம் எப்படி நீ ஜெயிக்கிறான்னு சொல்லி ஒரே அடி அடிச்சாங்க இந்த மகனால ஒன்னும் செய்ய முடியல ஏன்னா கவர்னருடைய பையன் தலைவருடைய பண்ண முடியாது நேரம் வாப்பிட்ட போறாங்க பாப்பா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி போட்டி நடந்து அடிச்சிட்டாங்க பாருங்க பெரிய தடயம் இருக்கு போயிட்டாங்கு உமர்ரதிலான்னு தான் அனுப்பி வச்சது உமர்ரதிலான் தான் நேர உமர்றதில்லான் போய் நினைச்சாங்க முறை உமர்ரதிலான்னு உடனே மிஸ்ஸுக்கு ஒரு கணிதம் எழுதுறாங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்களும் உங்க மகனுக்கு மதினாவுக்கு வந்துடணும் அமருபுல ஆசுவதியும் தீவிரமாக வந்த உடனே அந்த தோத்து போன அந்த நபரையும் உமர்வதி அல்லா தராலும் அவங்க சொல்றாங்க இந்த சாட்டை அமருபலாசுவதிடைய மகவன் எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அவரணி அடி நம்ம நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தப்பு பண்ணான்னு சொன்னா அந்த தப்ப எப்படி எல்லாம் மூடி மறைச்சி மொழுவனுமோ அப்படியெல்லாம் மூடி மறைச்சு மொழுவீ ஒரு டேக்கா காமிச்சு அப்படி ஓடி போயிருவோம் அப்படி தானே அடிங்காக அவங்க யோசிக்கிறாங்க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 ஒரு தனி மனித உரிமைக்காக அமர்வதி அல்லாத்தாளர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளரை அழைத்து கண்டிக்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை போன்று தனி மனித உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்பதை நாம் வழங்கிக் வேண்டும் அப்படியே அவங்க தொட்டு வந்த இந்திய ரத்தர்களை இந்திய சொந்தங்களாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் என்னவெல்லாம் தியாகங்கள் செய்தார்கள் என்பதை நம்ம முதல்ல வழங்கிக்கணும் இன்னைக்கு வரலாற்று இஸ்லாமிய வரலாற்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே ஒரு முஸ்லீம் இருக்கின்ற வரையிலும் இந்த வரலாற்று சூடுகள் அழிக்கப்படக்கூடாது வரலாற்றை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் முதல் முதலில் வெள்ளைக்காரர்கள் வியாபார நோக்கத்தோடு இந்தியாவிற்கு கால் எடுத்து வைக்கின்றார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வியாபாரம் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் செய்யும் பொழுது இந்தியர்களோ கூடி குறுகி பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்த வெள்ளைக்காரன் ஒரு முடிவுக்கு வருகின்றார் இவர்களை நாம் ஈஸியாக கைப்பற்றி விடலாம் இவர்களை மிக எளிதான முறையில் நாம் வென்று இந்தியாவை நம்மால் ஆள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு வரும்பொழுது முதல் முதலில் அவரை எதிர்த்தவர் அந்த வெள்ளியர்களை எதிர்த்தவர்கள் ஒரு இஸ்லாமியர் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது வியாபாரம் செய்யும் போதை எதிர்த்தார் வாங்க மாட்டேன் நான் பெரிய வியாபாரிதான் எதிர்த்தவர் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்களே அதிகமாக காணப்பட்டார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டத்தை ஒன்று கூட்டி இந்தியாவுக்கென்று தனியாக ஒரு ஆர்மி வேணும் ஒரு ராணுவம் நிதி உதவி கேட்டு ஒரு மிகப்பெரிய வியாபார கூட்டத்தார்களை ஒன்று நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வியாபார கூட்டத்தில் இருந்து எல்லாரும் முடிவு பண்ணி சொல்றாங்க மாச மாசம் எங்களுடைய லாபத்திலிருந்து பத்து சதவீதம் இந்த ஆர்மிக்காக நாங்கள் கொடுத்துருவோம் வெறும் கொஞ்சமாவது வயதான ஒரு மனிதர் சுருங்கிய ஒரு மனிதர் கையில் ஒரு பேப்பரை கொடுத்தார் எதப்பட்டிருந்தது ஒரு கோடி மதிப்புள்ள வியாபாரம் இருக்கிறது இனிமேல் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது அந்த ஒரு கோடியையும் இந்திய ராணுவத்திற்காக நான் எழுதி தருகின்றேன் இப்படி முகமது ஹபீபுல்லா பத்து எங்க இருக்கு ஒரு கோடி எங்க இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த வயதானவரை கட்டி தழுவி கொண்டே சொன்னாராம் உன் இடத்தில் இருக்கக்கூடிய விடுமோ என்று நான் பயந்தேன் இருந்து விடுவாயோ என்று பயந்தேன் உன் தேசம் இந்த உலகமே பேசும் என்று அந்த வயதானவரை கட்டி அழுதாராம் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த அளவிற்கு சுதந்திர போராட்டத்திற்கு இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது மிக பெரியதாக இருந்தது மகாத்மா காந்தி தன்னுடைய ஒரு புத்தகம் சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகங்க சமீபத்தில் இன்டர்நெட்ல பார்த்தது சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய முதல் வரியே என்னுடைய நண்பர்களை பற்றி என்னுடைய நண்பர்களை பற்றி நான் சுதந்திர போராட்டத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் யார் தெரியுமா இஸ்லாமிய என்னுடைய நண்பரான ஆதம் ஜவேரி என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு அதிகமாக உதவி செய்தார்கள் என்று மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையில் எழுதினாரு எழுதிட்டு அதோட நிப்பாட்டல அன்றைய கணிப்புக்கு சுமார் நூத்தி கோடிகளை இந்தியாவினுடைய சுதந்திர வேலைக்காக அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் என்று அவர் எழுதி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் இந்தியாவிற்காக அனைத்தையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள் அது மாத்திரமல்ல இந்தியாவிற்குள்ளே முதன் போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு முதன் முதலில் போர்க்களத்தில் இறங்கியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆயிரம் பேர் முதல் முதலில் இறங்கியதில் இருந்தார்கள் மீதமுள்ள நான்கு பேர்களில் மூன்று மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அது மாத்திரமல்ல அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஆளும்களும் இந்தியா சுதந்திரத்திற்கு அதிகமாக குரல் கொடுத்தார்கள் இன்னைக்கு வந்த ஆளும்கர் எல்லாம் ஒரு பத்துவா எழுதுறாங்க என்ன பத்துவா தெரியுமா கதர் சட்டை அணியாத எந்த மணமகனுடைய வீட்டு திருமணத்துக்கும் நான் வரமாட்டோம் கதர் சட்டை யார் அணிஞ்சா மகாத்மா காந்தி அணிஞ்சது எதுக்கு அணிஞ்சாப்பில இந்தியா சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்க போறேன் போராடாத எந்த மனமகனுடைய திருமணத்துக்கு ஒரு பத்து எழுதி வெளியே விட்டாங்க ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணாங்க என்ன தெரியுமா இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஒரு எழுச்சி பாடலை நாம் ஏற்றி அந்த எழுச்சி பாடலை பாடிதான் நாம் யாசகம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக முடிவு செஞ்சு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை நான் முடிவுக்கு வருகின்றேன் முதல்ல முழங்கியவரை முஸ்லிம் தான் வவாரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னுல போராட்டக் களத்தில் கலந்து கொண்டித் என்று சொல்லக்கூடியதாக வரலாறு எழுதப்படுகிறது அது மாத்திரமல்ல ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த ஜிந்தாபாத் கூட ஹசரத் மௌஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமால் மொழியப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் நிறைய பேரு சங்கிகளாக இருக்கக்கூடிய அடைகிறாங்க இல்லையா ஏன்னா அவனுக்கு இப்ப தான் இந்தியாவுடைய பற்று வந்திருக்குறது முதல் முஸ்லீம்கள் தான் சொன்னாங்க அசீமுல்லா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான் செஞ்சாப்ல முதல் முதல் இந்த வார்த்தைய அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை முழிஞ்ச இப்ப இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டு இஸ்லாமியர்களால் அரங்கேற்றம் பெற்ற கொடிதான் இன்றைக்கும் பறந்து கொண்டிருக்கிறது வார்த்தை முழக்கங்களும் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பாடல் உண்டு அந்த பாட்டை கூட ஒரு இஸ்லாமியர் தான் பாடியதாக வரலாற்றுல பதிவு செய்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இந்த சுதந்திர தினத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உண்டு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு உண்டு இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு மறக்கப்படுகிறது இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது என்பதை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்தியா சுதந்திரத்துக்கு போராடல சொன்ன இந்தியா இந்தியா கேட்ல போய் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு இஸ்லாமிய பேருந்து அதில் இன்னும் நிறைய பேர் இல்லைங்கிறத கீழே பின் குறிப்பிலே எழுதியிருக்கிறதாக நம்ம வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு இஸ்லாமியர்கள் என்பவர்கள் தனி மனித உரிமைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு சமூக பிரச்சனைத்துக்கு ஒன்று கூடக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கி வாழக்கூடிய காலங்கள் முழுக்க இந்திய திருநாட்டிலே முழு சுதந்திரத்தையும் பெற்று முழு உரிமையையும் பெற்று வாழக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அரபு அலமின் அனைவருக்கும் நல்லா புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்